ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் விர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுத்தூர் டிஸ்டிக் என்னடா எப்போவுமே நம்ம வர்ணா யூடியூப் சேனலில் நம்பர் ஆஃப் சாரீஸ் நிறைய அடுக்கி வச்சு ஒவ்வொரு சாரியாக காட்டுவுமே இப்போ என்னடா மூணு சாரீ மட்டும் காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது வந்து உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் வீடியோங்க இந்த சாரீஸ் தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூணு சேரீஸை தான் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் அண்ட் அந்த என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதே சொல்ல போகிறேன் ஸோ நம்ம கூட ஸ்டேட்டியூண்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு சாரியை நான் காட்டிகிட்டே அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத உங்களுக்கு ரிவியல் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சாரீ பார்க்குறீங்க இந்த சாரியுடைய கலர் நான் சொல்லிடுறேன் ஒவ்வொன்றா இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு காட்டுறேன் நல்லா இந்த சாரீயை பார்த்துக்கோங்க பழுவன் ப்ளவுஸ் வந்து டார்க் பர்பிள் கலர் பல்லில் அதாவது முந்தியில் ஃபுல்லாகவுமே வந்து கோல்டு டெஸ்டர் ஜரி பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் அதே பல்லு கலர் டார்க்கு பர்பிள் கலர் வந்து வந்துடும் இடையில் பாடி ஆஃப் கலர் சேரீ கலர் பார்த்துட்டிங்கன்னா மெகந்திகோன் க்ரீன் கலருங்க இதில் வரக்கூடிய புட்டாக பார்த்துட்டிங்கன்னா ரவுண்ட் புட்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே பீக்காக் இருக்கிற மாதிரி இருக்குது அதில் ஒரு ரோ புட்டாக பார்த்துட்டிங்கன்னா கோல்டு டெஸ்டட் ஜரீலியும் இன்னொரு ரோ புட்டாக பார்த்துட்டிங்கன்னா சில்வர் டெஸ்ட் ஜரீலி இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இது ப்ளவுஸ் பீஸ் இந்த பிளவுஸ் பீஸ் வந்து கண்டிப்பாக செவன்ட்டி சென்டிமீட்டருக்கு எபவு தான் இருக்கும் பிளைனாக இருக்குங்க அண்டு இந்த சேரீ பேக் சைடு நான் காட்டுறேன் ஃபுல்லாக இந்த புட்டாஸ் எவ்வளோ தூரம் இருக்குது தெரியும் அண்டு இது வந்து பிளாக் கலர் த்ரெட்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸேரீல சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகுங்க பிளாக் கலர் த்ரெட் ஆட் பண்ணாவே அந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும் ஸோ இது பாருங்கள் இது வந்து உள் சைடு ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு புட்டா இருக்குது ஸோ இந்த இடங்கிறதான் வந்துட்டு உள் சுற்று இன்னர் லேயர் ஸோ அங்கே மட்டும்தான் புட்டாஸ் இருக்காது மற்றபடி ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாமே புட்டாக வந்துருச்சு ஸோ எதுக்கு இந்த சேரீ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறத நான் இன்னும் உங்களுக்கு ரிவியல் பண்ணுறேன் எதுக்கு அப்படின்னா இந்த ஸாரீ எஸ்பெஷலி நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நாம் இதை ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ப்ரீ புக்கிங்காக தான் நான் இதை ஃபுல்லாக இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த ப்ரீ புக்கிங்குடைய ப்ராசஸ் எப்படி அப்படின்னா இந்த சாரீ உங்களுக்கு வேணும்னா இந்த சாரியுடைய பிக்சர்ஸ் சென்ட் பண்ணி ப்ரீ புக்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸுங்க இப்போ சிக்ஸ் தௌசண்டில் ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ் வந்து நீங்கள் ப்ரீபே பண்ணி புக் பண்ணிக்கணுங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு சாரீ ஸோ நெக்ஸ்ட்டு சாரீ இப்படியே மட்டும் பாருங்கள் நான் என்ன ப்ராசஸுங்கிறது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ ப்ரீ புக்கிங்கில் இந்த சாரி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மினிமம் தேர்ட்டி டேஸ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ தேர்ட்டி டேஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் ஸோ on the priority. அதாவது நீங்கள் ப்ரீ புக்கிங்கில் நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்கிற அந்த ப்ரீ ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு அந்த சாரீஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த சாரியுடைய பிக்சர்ஸ் சென்ட் பண்ணி ப்ரீ புக் பண்ணணும் சொல்லணும் அண்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா மட்டுமே நாங்கள் ஆர்டர் எடுத்துக்குவோம் அண்ட் இன்னொரு கண்டிஷன் கண்டிஷன் சப்ளை அப்படிங்கிற மாதிரி என்ன கண்டிஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுங்க ஒன்ஸ் நீங்கள் பாதி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபோ த்ரீ டேஸ் ஃபோர் அல்லது ஒன் வீக் கழிச்சோ இல்லை டென் டேஸ் கழிச்சோ எனக்கு அந்த சாரீ வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ண முடியாதுங்க ஸோ கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் இல்லை அண்ட் அந்த சாரீ வேணால் வேறு சேரீ எடுத்துக்கிறேன்னு எக்ஸ்சேஞ் பண்ணுற ஆப்ஷனும் இல்லை ஸோ ஹண்ட்ரட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே நீங்கள் ப்ரீ புக்கிங் ஆப்ஷனில் அந்த சாரியை புக் பண்ணிக்கலாம் சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த சாரி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அதில் பாதி அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி உங்களுக்கு அந்த சாரி கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம் இப்போ செகண்ட் சாரீ பார்க்குறோம் இதுவுமே ரொம்ப மோஸ்ட் வாண்டடான சேரீ தான் பாடி ஆஃப் சாரீ பார்த்துட்டிங்கன்னா மெகந்தி கோன் க்ரீன் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிகாக் ப்ளூ பீகாக் ப்ளூவில் வந்துடுது ஸோ இந்த சேரியில் நான் மறுபடியும் வேணாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பல்லு முந்தியில் பார்த்துட்டிங்கன்னா கோல்டு டெஸ்ட் ஜரி ஒர்க்கு இது ப்ளவுஸு ப்ளவுஸும் அதே கலர் தான் பீகாக்கு ப்ளூ கலர் தான் பிளைனாக இருக்குது பாடியில் வரக்கூடிய புட்டா பாருங்களேன் எப்படி இருக்குன்னா மேலே இருக்கக்கூடிய புட்டா வந்து சின்ன புட்டா ஒரு ரோ சில்வர் ஜரி ஒரு ரோ கோ ஜரில இருக்கும் கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய புட்டா பாருங்களேன் மேங்கோ டிசைன்ஸில் இருக்கும் அதுவுமே கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் ஜரியில் ஆல்டர்னேட்டிவாக வரும் இதுவும் பிளாக் கலர் காம்பினேஷனுங்கிறதுனால பிளாக் கலர் thread visible ஆகுங்க இந்த சாரியுடைய ப்ரைஸ் 7000 தௌசண்ட் ONLY ஓன்லி ஏழாயிரூபாய்க்கு கிடைக்கும் ஸோ இதில் பாதி அமௌண்ட்டு நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுறதா இருந்தால் பாதி அமௌண்ட்டு பே பண்ணால் மட்டுமே புக்கிங் எடுத்துக்குவோம் தென் 30 டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம ரீஸ்டாக் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் ஒன்ஸ் ஸாரீ வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி சாரி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் மீதி பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் பேலன்ஸ் பே பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஷிப்பிங் பண்ண ரெடிங்க நெக்ஸ்ட் சாரி இன்னொரு விஷயம் இந்த இதில் cash ஆன் delivery கண்டிப்பாக இல்லைங்க ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் அதே ப்ரைஸில் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் பண்ணிக்கலாம் ஆனால் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ இது தேர்ட் சாரீ ஸோ நம்ம இது வரைக்கும் ரெண்டு சாரீ பார்த்தோம் ஃபஸ்ட்டு சாரீ வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் செகண்ட் சேரீ செவன் தௌசண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற தேர்டு சாரியுடைய ப்ரைஸ்மே செவன் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த இந்த மூணு சாரியுமே சுத்தமான கைத்தறி புடவைங்க கைத்தறியில் நான் சேவ் பண்ண ப்யூர் சில்க் சாரி இந்த சாரீ பார்க்குறீங்க பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லோ கலர் ஸோ எல்லோ கலரில் இருக்குது பல்லுவில் வரக்கூடிய டிசைன் மேங்கோ டிசைனில் இருக்குதுங்க இது வந்து கோல்டு டெஸ்ட் சரீ பாடியில வரக்கூடிய இந்த லைனில் வரக்கூடிய டிசைனும் சரி இடையிலடையில் வரக்கூடிய மாங்காய் டிசைனும் சரி ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சேரீல மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸேரீ ஃபுல்லாகவுமே இது இருக்குது இந்த இன்னர் லேயர் இங்கே மட்டும் தான் அது இல்லை அதாவது இன்னர் லேயர் உள் சுற்றுல மட்டும் டிசைனில் அப்டூ இது வரைக்கும் உங்களுக்கு டிசைன் இருக்குது ஸோ இது வந்து பாடி ஆஃப் ஸாரி கலர் பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் பலூன் ப்ளவுஸ் எல்லோ கலர் ஸோ இதோடைய ப்ரைஸ்மே செவன் தௌசண்ட் ஸோ இதுதான் உங்களுக்கான நம்ம வர்ணா கஸ்டமர்ஸ்க்கான ஸ்பெஷல் வீடியோ அண்ட் நிறைய பேர் இத்தனை நாளாக ரீஸ்டாக் பண்ண மாட்டிங்களா எப்போ பார்த்தாலும் ஒரே சாரீ தான் நீங்கள் மேக் பண்ணி தருவீங்களா ஏன் ஒரே கலர் ஒரே டிசைனில் நிறைய மேக் பண்ணி தர மாட்டிங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லைங்களா அந்த கேள்விக்கான பதில் தாங்க இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் எந்த சாரீஸ் எந்த பேட்டர்னில் அதிகமாக கேட்குறீங்களோ அதை நம்ம ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம் அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட்டுங்க இப்போ காட்டுன்னு மூணு சாரிலிருந்து மட்டுமே இப்போ புக் பண்ணுங்க உடனே மற்ற சாரீஸ் வந்து இதையும் எனக்கு ப்ரீ புக் பண்ணுங்கன்னு கேட்க வேண்டாங்க நம்ம ப்ரீ புக்கிங்க்குன்னு நம்ம ஷோ பண்ணுறோமோ அதை நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு அழகாக பேக் ஆகி வரும் அண்ட் நம்ம சொல்றது மினிமம் தேர்ட்டி டேஸ்ன்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடியே கூட நம்ம ப்ரொடக்ஷன் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் ப்ரொடக்ஷன் ஆகி வருதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சாரீஸ் கிடைக்கும் நாங்கள் கேட்டுக்கிறது கேன்சல் பண்ண வேண்டாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது பிடிச்சிருக்கு இந்த சேரீயில் மூணு சாரியில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ண வேண்டியது பிக்சரை வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டுட்டு பேமெண்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் புக்கிங் நோட் பண்ணிக்குவோம் தென் ப்ரொடக்ஷன் ஆரமிச்சிடுவோம் ப்ரொடக்ஷன் பண்ணி ரெடியானதும் உங்களை காண்டாக்ட் பண்ணி நாம் பே பேன்ஸ் அமண்ட்டை பே பே பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ட டெலிவர் பண்ணிடுவோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்